இந்த உடல மரணமே இல்லாம ஒலி உடலா மாத்துறதுக்கு பேசா விழிப்புணர்வு தன்மை அதாவது கான்சியஸ்னஸ் தான் இருக்கு அப்படிங்கறத முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு பார்ட் வீடியோஸ்லையும் பார்த்தோம் அதனோட அடுத்த லெவல் தான் இந்த வீடியோ நான் அடிச்சு சொல்றேன் இந்த வீடியோல இருக்கக்கூடிய எசன்ஸை ஒருத்தன் டீப்பா புரிஞ்சுக்கிட்டான்னா இதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கை இந்த வீடியோவுக்கு முன் இந்த வீடியோவுக்கு பின் அப்படிங்கிற அளவுக்கு மாறிடும் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு மண்ணுதான் பேசா இருக்க மாதிரி நம்மளோடைய வாழ்க்கையோட குரோத்துக்கு கான்சியஸ்னஸ் தான் பேஸுங்கிறத இது பார்த்தோம் ஆனால் அந்த கான்சியஸ்னஸ்க்கே ஒரு பேஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா என்ன மண் இருந்தாலும் அந்த வீடு கட்டி முடிச்சிட முடியாது அந்த மண்ணுக்கு பேஸாக கீழே இருக்கக்கூடிய நிலம் வேணும் ஒரு அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இல்லாட்டி எவ்வளோ தரமான மண்ணாக இருந்தாலும் அந்த பில்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக கட்ட முடியாது அந்த மாதிரி அந்த கான்சியஸ்னஸ்க்கு பேஸாக இருக்கக்கூடிய விஷயம் நம்பிக்கை belief த பவர் ஆஃப் பிலீஃப் நம்பிக்கை ஒருத்தனோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மிராக்கிள்ஸ் நடத்துது அப்படிங்கிறத ஸ்பிரிச்சுவல்ஸ் அந்த சயின்டிஃபிக் விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் காஸ்மிக் ஃப்ரீக்வன்சியோட கனெக்டாகி பல விஷயங்களை நம்மளை நோக்கி ஈர்க்கறதுக்கு நம்ம பல டெக்னிக்ஸ் இந்த யூடியூப்பை பார்த்து ஃபாலோ பண்ணியிருப்போம் gratitude ரைட்டிங் law of attraction, subconscious mind, conscious mind, மந்திரம் ஓதுறது பாசிட்டிவ் அஃபிர்மேஷன் சொல்கிறது இன்னும் அட்வான்ஸாக போய் பயிற்சி பண்ணி வேண்டுதல் வைக்கிறது குண்டலி யோகம் பண்ணுறது அதுமாதிரி நிறையா விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனால் இது எல்லாத்த வட்ட கடந்த சக்தின்னா அது நம்பிக்கை சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் என்ன நம்புறீங்களோ அது அப்படியே நடக்கும் நீ நம்பிட்டீங்க அப்படின்னா அது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கடன் இருந்தாலும் அது அடையும் நம்பினீங்கன்னா அது அடையும் எவ்வளோ பெரிய நோயாக அது சரியாகும் நம்பினீங்கன்னா சரியாகும் நெப்போலியன் ஹில் எழுத்துத்துறையில் மாபெரும் ஞானி யானை தன்மையில் அவர் எழுதின வரிகள்லாம் எடுத்து படித்து பார்த்தா ஒரு பூனை கூட புளியாக மாறிவிடும் அவர் என்ன சொல்கிறார்னா வாட் எவர் த மைண்ட் ஆஃப் அ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் இட் கேன் அச்சீவ் ஒரு விஷயத்தை நம்பிடுச்சுன்னா அது நடக்கிறதுக்கான காரணம் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மசக்தி ஒரு விஷயத்தை நம்புறாங்க அப்படின்னா அந்த இடத்துல மனம் அடங்கிடும் பத்து வருஷமா உட்காந்து தவ பயிற்சி பண்ணி அடங்காத மனம் நம்பும் ஒரு நொடியில அடங்கிடும் மனம் அடங்கின ஒரு விஷயம் ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்க ஆன்மாக்கு அவ்வளோ பவர் இருக்கு ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்ல இருக்கேஷனும் இருக்கும் எக்ஸாம்பிள் சொல்லணும் ஒட்டுமொத்த கடல் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு துளி கடல் எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு ஆராய்ச்சி பண்ணனா அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்சன்ஸ் கண்டுபிடிச்சா ஒட்டு மொத்த கடலையும் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இப்போ கொரோனா வைரஸ்க்கு அகென்ஸ்டா மெடிசன் எப்படி கண்டுபிடிச்சாங்க நம்ம உடம்புல இருந்து ஒரு வைரஸை எடுத்து அதனுடைய தன்மையை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு ரிசர்ச் பண்ணி அதுக்கு எகென்ஸ்டாக ஒரு கெமிக்கல் கண்டுபிடிச்சி ஒட்டுமொத்த உடம்புலேயும் இருக்கக்கூடிய கொரோனா வைரஸையும் கிளியர் பண்ணுறோம் இல்லையா இது எப்படி நடந்துச்சு உடம்பில் இருக்க ஒட்டு மொத்த வைரஸோட ப்ராப்பர்ட்டியும் அந்த ஒரு வைரஸ்லேயே இருக்கும் அந்த மாதிரி இந்த டோட்டல் யூனிவர்ஸோட ப்ராப்பர்ட்டி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆன்ம தொகையில் இருக்கு அதை தான் நமக்குள்ளேயே இறைவன் இருக்காரு இறைவன் இருக்காருன்னு சொல்லுவாங்க அந்த ஆன்ம ஒளிக்கிட்ட நீங்கள் என்ன டேட்டாவை போட்டீங்கனாலும் அது நடத்தி கொடுத்துரும் ஏன்னா யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒட்டு விஷயமும் அதுக்கு தெரியும் ஸோ நீங்கள் எந்த விஷயம் போட்டாலும் அது நடத்தி கொடுத்துரும் இந்த ஆன்ம தொகல் ஆன்ம ஒளி சோல் பார்ட்டிகல் அப்படிங்கிறது காம்போசிட் மிக்சர் ஆஃப் ஸ்பேஸ் மாலிகூல்ஸ் அது எங்கேருந்து க்ரியேட் ஆகி வரும்னா நம்மளோட மில்கிவே கேலாக்சியில் கேலக்டிக் டிஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்டர் கேலக்டிக் ஓட்டெக்ஸ் ஸ்பைரல்ஸில் க்ரியேட் ஆகி வரும் அந்த ஒரு சோல் பார்ட்டிகல் ஒரு குழந்த வெளியில் வந்தோடனே அதோடய தலைக்கில் போயிடும் ஒட்டுமொத்த யூனிவர்ஸினோடய டேட்டா அதுக்குள்ளே இருக்கும் ஆனால் அதோடய மனம் அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கனால உள்ளே இருக்கக்கூடிய ஆக்சஸ் அதுக்கு கிடைக்காது நம்ம ஒரு விஷயத்தை நம்புறோன்னா அதனுடைய ஃப்ரீக்குவன்சியை ரிசீவ் பண்ணி இந்த யூனிவர்ஸில் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த சோல் பார்ட்டிகல் எக்ஸாக்டாக எந்த இடத்துல இருக்குன்னா மிட் பிரெயினில் இன்டர்பென்டுகுலர் ஃபோஸா AND சப்ஸ்டான்சியா நைகரா இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும் ஆவரேஜாக ஒரு ஹியூமன் மைண்டில் ஒரு நாளைக்கு 72,000 டூ தௌசண்ட் தாட்ஸ் வருதுன்னு சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்ம நம்புறப்ப ஒரு விஷயத்தை ஆழமாக தீர்க்கமாக நூறு சதவீதம் நம்புகிறப்ப அந்த எழுவத்தி ரெண்டாயிரம் தாட்ஸ் ஒரு தாட்டில் வந்து நின்றும் அந்த ஒரு தாட்டுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பீனியர் கிளாண்டு யூனிவர்ஸ்லேருந்து சிக்னலை ரிசீவ் பண்ணி தலாமஸ்க்கு சென்ட் பண்ணும் அடுத்து ஹைப்போ அடுத்து பிட்யூட்ரிக் லேண்ட் பிட்யூட்ரிக் லேண்டுங்கிறது தான் ஆக்னா சக்ரா அந்த ஆக்னா சக்ராவிலேருந்து கீழே இருக்கக்கூடிய அஞ்சு சக்ராஸுக்கு சென்ட் பண்ணி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எண்டோக்ராயின் க்ளான்ஸ் எல்லாமே அந்த சிக்னல் ரிசீவ் பண்ணி நம்ம நம்புன விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடியை டியூன் பண்ணிடும் நான் என்ன தான் தியரட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கல கலராக பிக்சர் காமிச்சாலும் ரியல் லைஃப்பில் நடந்த சயின்டிஃபிக் ப்ரூஃபை கொடுக்காமல் நம்மளுடைய ஹியூமன் மைண்ட் அதை நம்பாது கேர்டு ரிச்ச்டர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் நம்பிக்கையோட சக்தியை ப்ரூவ் பண்ணுறதுக்காக எலியை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறார் ரெண்டு எலி ஒரு வீட்டு எலி ஒரு காட்டு எலி அவர் சூஸ் பண்ணிக்கிறார் வீட்டு எளிய தண்ணிக்குள்ளே போட்டோன்னே அது மூழ்காமல் ரெண்டு நாள் ஃபுல்லாக ஸ்விம் பண்ணியிருக்கு ஆனால் அந்த காட்டு எளிய தண்ணிக்குள்ளே போட்டோன்னே கால் மணி நேரத்துக்குள்ளே அது உள்ளே மூழ்கி இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாருனா அந்த காட்டு இலி மூழ்கை போகிற நேரத்தில் அதனோடய உயிரை காப்பாற்றார் தண்ணிக்குள்ளேருந்து வெளியே எடுத்துடுறாரு திருப்ப ஒரு அஞ்சு நிமிடம் கழித்து அவர் தண்ணிக்குள்ளே இதே இதேமாரி அவர் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கார் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு அந்த காட்டு எலியை தண்ணிக்குள்ளே போட்டு விட்டுறாரு ஆனால் ஸ்விம் பண்ணுது ஸ்விம் பண்ணுது ஸ்விம் பண்ணுது எவ்வளோ நேரம் ஸ்விம் பண்ணுதுன்னா அந்த வீட்டையிலேயே ஸ்விம் பண்ண அதே ரெண்டு நாள் இந்த காட்டையிலையும் ஸ்விம் பண்ணியிருக்கு ஏன் அப்படின்னு ரிசர்ச்சில் பார்த்தோம்னா மூழ்கை போகிற நேரத்தில் தன்னை யாராவது காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை வேலையை காமிக்குதுன்னா ஹியூமன்ஸ் நம்புறப்ப அவனுக்குள்ள இருக்க இறைத்தன்மை எந்த அளவுக்கு வேலையை காமிக்கும் இந்த காலகட்டத்தில் அமெரிக்கன் ஆர்மியைச் சேர்ந்த ஆர்மி டாக்டர் ஹென்ரி கே பீச்சர் அப்படிங்கிறவரு போரில் அடிப்பட்ட வீரர்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வர்றாரு அங்கே இருக்கவங்களுக்குலாம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரார் செகண்ட் வேர்ல்டு வாரில் ரொம்ப பயங்கரமான வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணனால நிறைய பேர் அடிபட்டு வராங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு போதிய மருந்து இல்லை குண்டடிப்பட்டு எல்லா போர் வீரர்களும் வந்து படுத்திருக்காங்க ஆனால் இப்போ அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்தே ஆகணும் கையில் மருந்து இல்லை அவருக்கு கொஞ்சம் சைக்கிள் அடிச்சு தெரியும் அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருனா இதுதான் பெயின் கில்லைன்னு சொல்லிட்டு உப்பு தண்ணியை தான் போட்டிருக்காரு அந்த போர் வீரர்கள் எல்லாருக்குமே பாருங்கள் குண்டடிப்பட்ட போர் வீரர்கள் எல்லாருக்குமே அந்த வழி சரியாயிருக்கு இது எப்படி நடந்தது நீங்கள் சொல்லுங்கள் ஒரு உப்பு தண்ணி எப்படி குண்டடிப்பட்ட காயத்தை போக்கும் சொல்லுங்கள் நீங்கள் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா முன்னாடி சொன்ன மாதிரி டாக்டர் ஊசி போட்டால் சரியாக நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது அதனால் அவர் உப்பு தண்ணியே போட்டாலும் அவங்களுக்குள்ளே இருக்க இறைத்தன்மை அந்த உப்பு தண்ணியை பெயின் கில்லரோட எஃபெக்ட்டுக்கு மாற்றி இருக்குது மூட்டு அவர் என்ன பண்ணிருக்கா அவங்க போட்டுவிட்டு தையல் போட்டு முடிச்சு விட்டுறாரு என்ன மாற்றம் நடந்துச்சோ உண்மையிலுமே என்ன மாற்றம் நடந்ததோ அதே மாற்றம் நடந்திருக்கு மாற்றத்தை ஏற்படுத்த பாருங்கிறது வெளிப்பட்டு என்னோட அவங்களுக்கு இது நூல குறிப்பிட்டிருக்காங்க நடந்திருக்கு அப்ப சகலத்தையும் படைச்ச இறைவனை நம்புறப்ப உங்களுக்கு வாழ்க்கையில தேவனை எல்லாமே நல்லதா நடக்கும் சோதனைகள் வரும் ஆனா அந்த சோதனைகளை நம்பிக்கையோட கடந்தா சாதனைகள் நிகழும் நிச்சயமாக நிகழும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல் இது சார்ந்த ஏதாவது இருக்கன்னா அதுக்கும் இருக்கு பாம்பன் சுவாமிகள் முருகரோட பக்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க எதிர்பாராத விதமாக அவருக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்டில் அவருடைய கால் ரெண்டாக ஃபிராக்சர் ஆயிருது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா ஃப்ராக்சர் ரொம்ப பெருசாகவே இருக்கு டாக்டர்ஸ் கண்டிப்பாக சர்ஜரி பண்ணியே ஆகணும்ட்டாங்க ஆனால் அவர் என்ன சொன்னார்னா என்னை முருகன் காப்பாற்றுவார்ப்பா சர்ஜரிலாம் பண்ண அவர் என்னை காப்பாற்றுவார்னு தீர்க்கமாக நம்பிக்கையாக இருந்திருக்கார் இவர் இவ்வளோ தூரம் தீர்க்கமாக சொல்றதை கேட்டுட்டு அந்த டாக்டர்ஸ் மறுபடியும் எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க அவரோட எலும்பு ஒன்னாக கூடியிருக்கு மிரண்டு போய்ட்டு அங்கே அங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம் இந்த மிராக்கில் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வார்டு பேரே பாம்பன் சுவாமிகள் வார்டு அப்படின்னு மாற்றி வச்சுருக்காங்க கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்குது இன்றைக்கும் அங்கே போனிங்கன்னா அவரோட எக்ஸ்ரே ரிப்போர்ட் வெளியில் ப்ரூஃப்காக வச்சுருப்பாங்க ரெண்டாக உடஞ்சி போன எலும்பு திருப்பி எப்படி ஒன்றா கொடுத்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணாமல் ப்ரூஃப் காமிச்சாச்சுங்க தப்பிக்க முடியாது சொல்லுங்கள் காரணம் பாம்பன் சுவாமிகள் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மையை முருகன்கிற வடிவத்தில் நம்பியிருக்காரு நீங்க எப்படி வேணா நம்பலாம் சிவன் நம்பலாம் முருகன் நம்பலாம் அல்லான்னு நம்பலாம் ஜீசஸ் நம்பலாம் இல்ல அந்த ஆன்ம ஒளியாவே நம்பலாம் மொத்தத்தில் நம்பணும் நம்புறப்ப மனம் அடங்கிடும் நீங்க நம்பின விஷயம் உள்ள இருக்கக்கூடிய சோல் பார்ட்டிகளை ரீச் ஆயிடும் அந்த சோல் பார்ட்டிக்கல் யூனிவர்ஸ் ஃபுல்லாக சிக்னலை சென்ட் பண்ணி நீங்க என்னத்தை நம்புனீங்களோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுத்துரும் இதெல்லாம் உடலுக்கு உள்ள நடந்த மாற்றங்கள் உடலுக்கு வெளியில நடந்த மாற்றத்துக்கு எதாவது ப்ரூஃப் இருக்கானா அதுக்கும் இருக்கு சிக்ஸ்டீன்த் சென்ச்சுரியில் இந்தியாவை ரூல் பண்ண ரூலர் அக்பர் அதே சமகாலத்தில் வாழ்ந்தவர் ராமர் மீது அதிக பக்தி கொண்ட என்ன பண்றாரு பக்தியில உருகி மேல பாட்டா பாடி தடுறார் அவர் பாடின பாட்ட தொகுதிதான் பின்னாட்களை கொடுத்தாங்க லி சரௌண்டிங்ல என்ன மிராக்கள் நடந்ததுன்னா எங்க இருந்துச்சு அலரை அடிச்சு ஓடிட்டு வந்து அக்பர்ட்டார் உண்மையிலுமே இவர் இறை நம்பிக்கை இருக்கிறவரு இவரை நம்ம சொதி ரிலீஸ் பண்ணிடுறாரு இங்க இது எப்படி நடந்தது என்னானு சரி அனுமனிய காப்பாத்திடுவாருங்கிற தீர்க்கமான நம்பிக்கை அசை முடிய சதவீத நம்பிக்கை அக்பர் நம்ப கூடிய அல்லாங்கிற அதே இறைத்தன் இவர் அனுமன் வடிவத்தில் துளசிதாசருக்குள்ளி ரூபத்தில் இவரை காப்பாற்றணுங்கிற ஸ்பிரட் பண்ணி அங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு அப்போ பாருங்க நம்புனா நடக்கும் சும்மா கட்டு கிடையாது நீங்க தீர்க்கமா நூறு சதவீதம் முடியாத நம்பிக்கை வச்சுங்கன்னா அது நிச்சயமா நடந்தே தீரும் எல்லாமே நான் பட் கால போக்குல இந்த நம்பிக்கை எப்படி மாறுதுன்னா மக்கள் கிட்ட மூட நம்பிக்கையா மாறிடுது உயிர் பலி கொடுத்தாதான் கடவுள் நமக்கு அருள் கொடுப்பாரு அப்படிங்குற மாதிரி மாறிடுது சொல்றாரு நபிகள் நாயகம் 22 அவர் எதிர்பார்க்கிறார்னு சொல்றார் அந்த காலத்துல இந்த சயின்ஸ சொல்லி மக்களுக்கு புரிய வைக்க முடியல சிம்பிளா நம்புலாம் நடக்கும் சொல்லி போயிட்டாங்க அதேமாரி அவங்க நம்பிக்கையோட இருந்தாங்க அன்பு சகோதரா உன்னை நம்பு உனக்குள் இருக்கும் இறை தன்மையை நம்பு உருவமாகவோ அருவமாகவோ உனக்கு பிடித்த விதத்தில் நம்பு, உன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்தாலும் எவ்வளவு அவமானங்களை கடந்தாலும் இறைவனை கடைக்கன் பார்வை பட்டாலே ஒளியை கண்டு இருளை போல் உன் கர்ம வினைகள் யாவும் ஓடி ஒளியும் மற்றவர் வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடத்த காத்திருக்கிறான் இறைவன் நீ அவனை நம்பினான் இறுதியாக உறுதியளிக்கிறேன் அன்பு சகோதரா பணமும் மனமும் செய்ய முடியாத வாழ்க்கை மாற்றத்தை இறை நம்பிக்கை ஒரு நொடியில் செய்து காட்டும் இதை விட அடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்டாக வரும்னு நம்புகிறவங்க கமெண்டில் பின் பண்ணியிருக்க ஈஸி என்னைட்மெண்ட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்